வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே திருநெல்வேலி என்ஜிஓ ஏ காலனியில் உள்ள வரசத்தி விநாயகர் கோயிலில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் பற்றியும் இந்த கோயிலின் தலைவரலாறு பற்றியும் இந்த கோயிலின் அர்ச்சகர் திரு ஏ குலசேகரப்பட்டார் அவர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார்கள் அதனை கேட்டு அனைவரும் இந்த கோயிலுக்கு தங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் பாலகீதம் தமிழ் கேட்டுக்கொள்கிறது உங்கள் அன்பு பாலகேயத்தின் கவிதா பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பார்வதி அர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் கரைவா போற்றி கோவிந்த நாம சங்கீத்திரம் கோவிந்தா கோவிந்தா சித்தவேஷா சிதம்பரே பக்த கோடிகளே நமதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் என்ஜிஓ ஏ காலனியில் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணிய திருக்கோயில் இந்த இந்த ஊரை சுற்றி உள்ள மக்களுடைய ஆதரவால் பக்த ஆதரவால் இந்த கோயில் நன்றாக நடைபெற்று பூஜைகள் மற்றும் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த கோயிலில் எல்லா கட்டளைகள் கோயிலுடைய திருக்கணியாரிகள் மற்றும் பூஜை கைங்கரிகள் எல்லாமே மக்களுடைய நன்கொடையாடே நட்டு நடைபெற்றுக் கொள்கிறது மேலும் இந்த என் கானில் அமைந்திருக்கும் திரு பாலசுப்பிரமணிய சுவாமி மேல திருச்செந்தூர் என்று புகழ்பெற்று ஆரியார் சுவாமிகள் சிறுவானந்த வாரியார் சுவாமிகளால் பாடல் பெற்றிடம் அதாவது திருச்செந்தூர் கோயில் மூலஸ்தானம் கருவறையினுடைய விக்கிரகம் எந்த நிலையில் அளவில் இருக்கிறதோ அந்த அளவில் நிலையில் அழகாக இங்கே வீட்டிலிருந்து நமது திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு அருள் வாழித்து ஆகவே என்னால் இயன்ற நாற்பது வருஷமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அர்ச்சகர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மக்களுடைய ஆதரவிலாலும் என்னுடைய மனம் உழைப்பினாலும் இந்த கோயில் மேலும் மேலும் வளர வேண்டுமென்று வரசித்தி விநாயகர் பாலசுப்ரமணிய சுவாமி திருவருள் கிட்ட வேண்டுமென்று என்னுடைய அருமையாக உள்ள பணிபொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்